ஆசை அருமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஐயா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து இந்த போகவே இல்லையா எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஒரு ஆசை ஒண்ணு ஒரு ஒரு எண்ணமோ ஒரு ஆசையோ வருது ஐயா வந்த உடனே பாத்தோம்னாக்கா ஒரு பொருள் மேலையோ பொன் எது மேலேயோ ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அனுபவிக்கிறோம் அனுபவிச்சுட்டு அது ஒரு முறையெடுத்துல ஐயா மௌரியன்னு பாத்தீங்கன்னாக்கா அதே ஆசை வேற பொருள் மேலே இல்ல அதே திரும்ப அது இந்த பொருள் மேல ஆசையோ மீண்டும் வந்து அனுபவிக்கிறோம் மௌரிய வந்து விடுறோம் கொஞ்சம் காலம் எடுக்குது காலம் இல்ல பட் ரெண்டு காலம் இருக்குது நடக்குது நடந்துட்டே இருக்கிறப்போ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது ஈசர் நூறு வகையிலையும் ஆசை அருள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆக்சுவலா மீன் பண்ணது வந்து ஈசன் ஈஷ் அப்படின்றது ஈஸ்வரன் அப்படின்றதுதான் அதனுடைய ஒரிஜினல் இது ஈஷ்ன்றது வந்து ஒரு ரூ டூ வேர்டு சமஸ்கிருதத்துல அதுல வந்ததுதான் வந்து ஈசன் ஈஷ்ன்னா என்ன அர்த்தம்னா வந்து ஆளுங்க தன்மைன்னு அர்த்தம் ஆளுதல் புரியுதுங்களா வல்லின வல்லினரம் அதாவது இல்லூல்சை அறிவா ஈசன் ஆளுதல் யா நீங்களும் அருகதையுள்ள ஒரு சந்தேகமா உங்ககிட்ட ஜனிச்சிருச்சு மொளவிடும் தன்மை வந்து ஒரு ஆளுமை தானே உங்களுக்கு கிடைச்ச ஆளுமை தானே கண்டிப்பா நீங்களா மாறின ஆளுமை தானே கண்டிப்பா சோ இப்படி பாத்தீங்கன்னா அந்த புத்தியில வந்து வழக்கமா வந்து பொருள்கள் மேல அப்புறம் சில மேன்மைகள்னு சொல்லப்படுற குணங்கள் மேல நம்ம நல்லபடியா நம்ம படிக்கணும் படிக்கிற கவனம் ஜாஸ்தி பண்ணிக்கணும் கோபப்படாம இருக்கணும் அப்படின்றது குணங்கள் புரியுதுங்களா குணங்கள்ல நல்ல மாற்றங்களை நோக்கி ஆசைப்படுறோம் பொருள்கள் எல்லாம் ஆசைப்படுறோம் அங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு புத்தி மேல புரியுதா ஓகே ஒரு சமயம் வந்து நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் அது மாதிரி நல்ல வீடு கிடைச்ச பிறகு நல்ல மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆசைகள்னு ஆப்ச மாட்டே இருக்க அந்த ஆளும் தன்மை கொண்ட புத்தி இருக்குதுங்களா பார்க்கும்பொழுது இங்க வந்து தனிமையான ஆளுமை எங்கே வந்தது மாதிரி சொன்ன ஆசை அருமீன் ஆசை அறிமீன் ஈசனோட ஆசை அறிமீன் ஈசன்ல யாரு எங்க எல்லாத்திலயும் ஆளுதவன் எல்லாத்தையும் ஆளுநன் எது மூலமா வருது உங்களுடைய நான் பாவம் மூலமா தான் வருது கரெக்டா தூங்கும்பொழுது ஆழ்ந்த பக்கத்துல நீங்களும் ஈசனும் வேறு வேறு வேறு இல்லாமல் ஈச தன்மையிலேயே அந்த ஆளுநர் தன்மையிலேயே தனி எழுச்சி இல்லாம இருக்கீங்க நான் பாவம் இல்லாம இருக்கீங்க அப்படி இருந்த இடத்துல அருகதையுள்ள ஒரு சந்தேகமோ அருகுதையுள்ள ஒரு பொருளை பற்றிய ஆசையோ ஒரு பெண்ணை பற்றி ஆசையோ ஒரு ஆணை பற்றி ஆசையோ ஒரு படிப்பை பற்றி ஆசையோ உலக பொருள்கள் சகலமும் பீடிக்குதுல்ல பீடிக்கிற இடம் வந்து தனித்த உணர்ச்சி ஆளுமை கொண்டதா எழுந்துக்கிறது பேர் தான் ஈசனோடாயினும் அந்த ஆளுமையோட எது எழுந்தாலும் ஆளுமை கொண்டு இதை எதிர்பார்ப்பவன் ஆசை கொள்பவன் தேடுபவன் அம்மமாகவே வெ அலைபவன் அப்படின்னு பார்க்கப்படணும் பார்க்க முடியாம போயிடுறது அதனால என்ன சொல்றாங்க உச்சத்தையும் சொல்லறாங்க உனக்கு ஆசைப்படுற பொருள்ல நீ வந்து ஈசனோடய போய் சேர்ந்து இறச்சுக்கோ இதனால் வரைக்கும் அது வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்தது ஈசன் இன்னைக்குதான் அதனுடைய தத்துவ வழக்கம் உங்களுக்கு தெரியுது கண்டிப்பா நம்ம கிட்ட எழுந்துக்கிற ஆளுமைகள் தான் உங்களை பலவித புல நாட்டங்களும் உள் மனத்துல ஏதோ திறமைகளை கூட்டுற நாட்டங்களாகவும் மாறிக்கிட்டே இருக்குன்னு இன்னைக்குதானே தெரிஞ்சுது ஸோ அந்த ஆளுமைகளுக்கே உரிய இருக்கிற ஆளுமைகளே இங்க எப்படி வருதுன்றதை வந்து ஈசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா வந்து நீங்க மாத்திரம் அழப்படவில்லை ஒரு புல்லு ஒரு ஆட்டம் ஒரு போட்டான் ஒரு சப்டமிக் பார்ட்டுக்கல்ஸ் என்ன ஃபோர்ஸஸ் எல்லாமுமே ஆளுமை காக்கட்டு இருக்கு சோ இதனோட உச்சம் வந்து அதை ஆளுமவன் யாரு அதாங்க ஈசன் கடவுள் தமிழ்ல அந்த கடவுளும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் நீ உள் கடக்கணும் அந்த ஈசனையும் கடக்கணும்னு அர்த்தம் அதனால நீ வந்து நீ வந்து ஈசனை வந்து ஒரு வடிவம் கண்டவனா நினைச்சு உன் மனத்துல கடவுளை கூட கற்பனை பண்ணி ஒரு பெயர் சொல்லா உன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ நீ எப்படி ஆசை கொண்டு அலையறியோ அதே போல ஈசனே ஒரு காட்சி பொருளா மாத்திக்கிட்டு கோவில் கோவிலா இருக்கிற தெய்வங்களெல்லாம் எப்படி எப்ப தோன்றுருவே நான் உன்னை எப்ப அடைவேன் புரியுதுங்களா இப்ப இன்னை வரைக்கும் மவுண்ட் கைலாஷ் வரைக்கும் சின்ன சின்ன கோயில்கள் இருந்து எல்லாரும் இறைவனை தேடி அலைகிறாங்க இல்ல ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி அது வந்து அவங்க வந்து அந்த தேடுபவனே யாருன்னு தெரியாம அந்த ஆளுமை கொண்ட புத்தி வெளியில பாக்க வச்சிருக்குல்ல அப்படி வெளியில பாக்க வச்சிருக்கிற பல ஆப்ஜெக்ட்ஸ்ல பல ஆசை ஆசை கொண்ட பல ஆப்ஜெக்ட்ஸ்ல ஈசன் கூட வந்துருவான் உனக்கு ம் அப்ப கூட நீ வந்து உன்னுடைய புரோப வந்து விட்டுற கூடாது புரியுதா அதனாலதான் ஆசை அருமீன் ஆசை அருமீன் தானே எல்லா ஆசையுமே வந்து பார்த்துரு அருமின்னா எப்படி அறுக்க முடியும் நீங்க அரும என்ன என்ன சொன்னீங்க அந்த வார்த்தையா கேட்டீங்க அரு அருன்றீங்க கயிற்று அரு அப்படின்ற மாதிரி ஆசை அரு அப்படின்ற எப்படி அருமை இருக்க முடியும் ஏன்னா ஆசை கொண்டவனே ஆசை மையமா எழுந்துக்கிறான் அப்ப ரூட்டுக்கு போயணும் அதுல ரூட்டே வந்து கடவுள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெயர் சொல்ல மாற்றி சோ அத வந்து ஈசன் கூட நீங்க நம்பிடுவீங்க புரியுதுங்களா ஈசன் ஒரு தனி வடிவம் என்ன ரமும் சதையும் கொண்ட உள் கடக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காட்சி பொருள் மாதிரி இருக்கான் போல் இருக்கு அவனைதான் நான் இந்த உலகத்துல தேடணும்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு ஆப்செக்டோட ஆப்ஜெக்டா போட்டு தேடினாலும் சரி இல்லாட்டி வேற ஏதாவது உள் மதிப்புகள் கொடுத்து அவனை தேடினாலும் சரி அவன் கூட ஒரு காட்சி பொருளே அதனால வந்து உன்கிட்ட தாட்டா வந்து ஒரு அப்பேற்பட்ட ஆளுமையினோட உச்சமா இருக்கிற ஈசனே வந்தா கூட அவனும் ஒரு காட்சி பொருளே அவன்கிட்ட கூட நீ ஆட்சி இது ஆசை கூடாது அந்த ஆசையை கூட நீ அறுத்தாகணும் ஏன் அறுத்தாகணும்னா ஆசை கொண்டவன பாக்கறது கண்டுபிடிக்கிறது முக்கியம் ஆசைய முக்கியம் இல்ல ஆசையா அவங்க சொல்லிடுறாங்க ஆசையின்னு ஆசை அறம்பீன் உச்சத்துக்கு போறாங்க அடுத்தது உனக்கு ஒருவேளை நீ நம்பிட்டு இருக்கிற கடவுளே காட்சி பொருளா வந்தா கூட அந்த ஈசனே நீ வந்து என்ன ஈசனை வந்து நீ பகுத்து ஆராயில என்ன நீயும் தூக்கத்துக்கு போற அப்ப பிரபஞ்சமே இல்லை அங்க எங்க ரூலர் வந்தாரு புரியுதுங்களா பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ரூவர் கூட இல்லையே அப்படி இருக்கும்போது வந்து எழுந்த ஒரு தத்துவம் கிடையாது ஏன்னா நீங்களே இல்ல பிசிக்கல் காஸ்மாசே இல்ல ஆழ்ந்த வருக்கத்தில் ஆனா அதுதான் உண்மையான ஈச தத்துவம் இது ஆழ்ந்த அதனாலதான் ஒருவேளை ஒருவேளை உன்னுடைய முரட்டு பக்தினால முரட்டுத்தனமா நீ வந்து ஒரு கற்பனை கொண்ட ஒரு வடிவத்தை நீ தேட ஆரம்பிச்சு அந்த தே மாதிரி நீ பண்ணேன்னா அது உண்மை இல்லப்பா எல்லா காட்சி பொருள்கள் பா உங்கிட்ட எல்லா காட்சி உண்மையாக காண்பவன் எவன் நான் பாவம் தான் அந்த நான் பாவத்துக்கு ஒரு தனி இருப்பு இருக்கா அந்த ஆளுமைக்கு புத்தியில ஏற்படுகின்ற தொடர்ந்து ஆளுமைகளுக்கு தொடர்ந்து ஆசை கொண்ட எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு ஆளுமை இருக்கா அந்த மாதிரி ஒன்னு இல்லவே இல்லைன்றத ஆழ்ந்தவருக்கும் தினம் தினம் உள்கடந்த நிலையாகவே பரிபூர்ண ஞான நிலையாகவே தமிழ்நாட்டு சொல்ல அந்த கடை உள்ற வார்த்தையை நிரூபிச்சிக்கிட்டே இருக்கு உள்கடை உள்கடை உள்கடையும் உள்கடை காட்டியும் உன் உள்ள கடந்து நான் தினமும் தானும் தர்சனம் கொடுக்கறேன் அது என்ன தரிசனம் நம்ம சொரூப தரிசனம் சொரூப தரிசனம் ஒரு காட்சிப் பொருள் இல்ல சுரூப தரிசனத்தை காண்பதற்கு ஒருத்தன் தனியா இருக்க முடியாது சரிங்களா அதனாலதான் நீ ஒருவேளை உன்னுடைய பைத்திய கார்த்த அறியாமையினால ஈசனையும் ஒரு காட்சி பொருளாக்கி ஒரு வடிவம் கொண்டு உன் மனத்துல எழுந்து தரிசனம் கொடுத்த மாதிரி நீ நினைச்சூட தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்ல ஆசையர் மீன் ஆசையர் மீன் அடைதலான ஈசனோடாயனும் ஆசை அருமீன் அதனால இங்கிட்ட அதை பார்த்தவன் யார் ஈசனை ஈசனை கண்டவன் எவன் தனி ஒருவன் இல்லாததுனால அந்த ஆசைக்கு அர்த்தம் இல்லாம இருக்கணும் கிடையாது இவனும் கிடையாதுன்னு அவன் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கணும் புரியதா ஆங்க விசாரிச்சீங்க விசாரிப்பவனையும் யாருன்னு திருப்பி அதுக்கு பின்னாடி போனோம் அப்படி போகும்போதுல போய் நிக்கும் உங்களுடைய சத்தையும் உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த பொருளினுடைய அனுகிரகமும் சேரும் அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அய்யோ எல்லாம் இது வந்து நம்ம ஒரு என்னது ஒரு பலபட்ட கண்ணாடிகள் இருக்கிற ஒரு ரூம்ல நுழைஞ்சிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மனத்தினுடைய பொய்மை வந்து தகவல் தெரியும் விழிப்பு நிலையில இந்த மாதிரி வந்து ஒரு தனி அருகதை கொண்ட தனித்துவம் கொண்ட உயிராக பௌதீக உடலாக இருக்கிற தாய் மாணவன் அந்த பேரறிவுக்கு அந்நியமா அவருக்கு அருகதை கிடையாது அவருடைய விசாரம் வந்து திருப்பியும் அவர் மனத்துக்குள்ள ஒரு எண்டு ரிசல்ட்டா திருப்பி முடியும் ஆசையே आवर, கிடையாது விசாரிக்கும்பொழுது நீங்க கண்டுபிடிச்சிட்ட அர்த்தம் ஏன்னா அதுல காட்சி பொருளா வந்தா நம்ப மாட்டேங்க ஒரு ஜடாமுடி தாரியா புளித்தோலை ஒரு சந்திரன தலையில வச்சுக்கிட்டு நர்தன ஆடுற மாதிரி எதனால காட்சி எல்லாம் வந்ததுன்னு அதெல்லாம் பேர்த்தல் டுதோர் அது யாருக்கு தெரியுதுன்னு பாக்கணும் பொறுமா கண்டிப்பா அது உங்களோட நீங்க பாத்த படத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரீல்லா இருக்கும் ஒரு சீன் வந்து இருக்கும் அது கரெக்டா ஒண்ணோ அப்படின்றும்னுக்கு வந்து கடல்வாழ் உயிரினங்கள் அத்தனைக்கும் தண்ணி காப்ப அவைகளுக்கு இருப்பு கிடையாது கரெக்டா கண்டிப்பா அவைகள் தண்ணி தேடிச்சுன்னா எப்படி தேட முடியும் அதே மாதிரி இந்த அகண்ட பெரிய ஆகாஷ்ட கண்ணியமா உங்களுடைய பௌதிக உடலும் கிடையாது உங்களுடைய எண்ணம் கூட கிடையாது உங்க உணர்ச்சி கூட கிடையாது அதுக்குள்ளேயே தூங்க போறோம் கரெக்டா அந்த மாதிரி இங்க வந்து ஆகாஷ்டத்தை வந்து நீங்க பெரிய முடியாதபடி இறைவனாலே சூழப்பட்டிருக்கீங்க உண்மையா இறைவனாவே இருந்துட்டு இருக்கீங்க உள்கடந்த அந்த மெய்ப்பொருளாவே நீங்களே இருந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் இங்க எல்லாருமே ஃபண்டமெண்டலா ஞானியர்கள் பொய்யை தான் விசாரிக்கணும் பொய்களை விசாரிக்கிற அளவுக்கு தான் உன்னுடைய பொய்களை நீ விசாரிச்சு முடி அப்புறம் நான் வந்து ஒரு முழு பூஷணிக்க மாதிரி மத்திய நட்ட நடுலும் வந்து ஆட்கொள்றேன் அப்படின்னு உங்களுடைய தாபத்துக்கு பின்னாடி எல்லாம் வரும் இருக்க உங்களுடைய தொடர்ந்த இடைாத தீவிரமான உண்முக நாட்டம் வந்து கதி கொண்டு சேர்த்தரும் கண்டிப்பா ஆ சொல்லுங்க ஆஹ் அது ரொம்ப அற்புதமான ஐயா